ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை காயமட்ட டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாரும் எதிர்பார்த்து கேட்டுகிட்டே இருந்த லோ ரேஞ்ச் காட்டன் சாரீஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சேரீயை நம்ம பார்த்துடலாம் எஸ்பெஷலி இது எல்லாமே மிஷின் மேடு சாரீஸுங்க ப்யூர் காட்டன் சாரீஸ் ஸாரீயோடைய ப்ரைஸ் ட்ரிபிள் நைன் 5% GST, எக்ஸ்ட்ரா வருங்க இந்த சாரீஸை நம்ம வர்ணா சாரீஸ் மட்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் எம்போஸ் டைப்பில் இருக்கக்கூடிய பியூர் காட்டன் சாரீங்க மிஷின் மேட் சாரீ இது வந்து ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் சாரீ நீங்கள் பார்த்துட்டீங்க பாடி ஆஃப் சாரி கிரீன் கலர்லையும் பல்லுவன் பிளவுஸ் மஸ்டர்ட் எல்லோ கலர்லையும் இருக்குங்க நெக்ஸ்ட் சாரீ இந்த வீடியோவிலேயே more than தேர்ட்டி சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அண்ட் நிறைய பேர் வந்து இதை ரெக்வஸ்ட் பண்ணி நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க சில பல காரணங்கள்னால வாட்ஸ்அப்பில் நம்மளால் அப்டேட் பண்ண முடியாமல் இருந்தது இப்போ உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வெப்சைட்டில் நம்ம மோர் தென் தேர்ட்டி ஸாரீஸ் வந்து நம்ம ஷோ பண்ணுறோம் ஸோ பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சாரீஸாக நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு பார்டர் மாதிரி வந்துடும் இந்த சேரீல பல்லுவன் பிளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் கலர் பாடி ஆஃப் சாரீ பிங்க் கலர் நெக்ஸ்ட் சாரீ கூகுள் க்ரோமில் நீங்கள் வர்ணா சாரீஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி உள்ள நம்ம வெப்சைட் குள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் வர்ணான்னு டைப் பண்ணும்போது விஏஆர் என் டபுள் ஏன்னு டைப் பண்ணுங்க அப்போ தான் கரெக்டான நம்ம வெப்சைட்டுக்குள்ளே அந்த ரீச் இருக்கும் உங்களால போக முடியும் அண்ட் பிடிச்ச சேரீஸை பர்ச்சேஸ் பண்ணவும் முடியும் சோ ஸ்பெல்லிங் நீங்கள் டைப் பண்ணும்போது கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க r n w a இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி கிரீன் கலர் பல்லுவன் blouse pink color இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் நெக்ஸ்ட் சாரீ இந்த சாரியில் பல்லுவன் பிளவுஸ் light yellow color body of சாரீ light brown color இந்த எல்லா சாரீஸ்லேயுமே வரக்கூடிய பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்குங்க ஈவன் அந்த பிளவுஸில் கூட அம்போஸ் பேட்டன் இருக்கும் அண்டு purchase பண்ணதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வீடியோ அண்ட் ஃபோட்டோ ரெண்டையுமே பார்த்துருங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸாரீ பார்க்கலாம் நம்ம வர்ணா சாரீஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் நிறைய வெரைட்டிஸில் ஸாரீஸ் வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோங்க பியூர் சில்க் சாரீஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் செலிப்ரேஷன் சாரீஸில் லோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய அதாவது காட்டன் சாரீஸ் சில்க் காட்டன் கோட்டா காட்டன் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம் நீங்கள் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது கலர் பிடிச்சிருந்தது ப்ரைஸ் ஓகே அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்தது பாடி ஆஃப் ஸாரி லைட் சாக்லேட் கலர் அதாவது ப்ரவுன் கலர் லைட் ப்ரவுன் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் கலர் அண்ட் இந்த சேரீடைய ப்ரைஸ் ட்ரிபிள் 999 ப்ளஸ் ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டிங்க நீங்கள் website வெப்சைட்குள்ளே போயிட்டு இந்த cotton சாரீஸ் உடைய கேட்டகரியில் போனீங்கன்னா ஸேரீ பிக்சருக்கு கீழே ட்ரிபிள் நைன் மட்டுந்தான் மென்ஷன் ஆகிருக்கும் நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது 999 நைன் அந்த ட்ரிபிள் நைனுக்கு எவ்வளோ ஃபைவ் பர்சன்ட் அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகி வருங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரி body of சாரி வைலட் கலருங்க பல்லுவன் பிளவுஸ் க்ரீன் கலர் நெக்ஸ்ட் சாரீ பார்த்திடலாம் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் இருக்கு body of சாரீ mango yellow பழுவன் பிளவுஸ் டபுள் ஷேடில் இருக்குங்க பிங்கிஷ் ஆரேஞ்சில் இருக்கு இந்த சேரீயில் மேங்கோ எல்லோவுக்கு டாப் அண்ட் பாட்டமில் அந்த ப்ளூ கலரில் பார்டர் வர்றது ரொம்பவுமே அழகாக எடுப்பாக இருக்குது ப்ளவுஸ் பாருங்கள் இதுவுமே பிங்கிஷ் ஆரஞ்சு டபுள் ஷேடில் நல்லாயிருக்கு பேக் சைட் பார்க்குறீங்க ஸோ இது வந்து பியூர் காட்டன் மிஷின் மேடு ட்ரிபிள் 5 ப்ளஸ் உங்களுக்கு இந்த சேரீ கிடைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க, இருக்குதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுமே இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரிங்கும் போது ஆஸ் யூஷுவல் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போயிடும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பே பண்ணால் மட்டுமே ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் சாண்டில் கலர் பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலர் ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா பியூர் காட்டன் அப்படிங்கிறதுனால ஒன்ஸ் யூஸ் பண்ணும் போது நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக தண்ணியில போட்டீங்க அப்படின்னா நார்மல் வாஷ் பண்ணும்போது லைட்டாக ஸ்ட்ரிங்க் ஆகும் அண்ட் நீங்க அயர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ஸ்டார்ஜ் போட்டும் கூட நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்குங்க நெக்ஸ்ட் சாரி பார்க்குறோம் இது வந்து டபுள் ஷேட்ல இருக்கக்கூடியதுங்க பாடி ஆஃப் சாரி பார்த்துட்டீங்கன்னா வந்தது ரிட்டர்ன் பாலிசிக்கு அதாவது ரிட்டனுக்கு வந்து எங்களை அப்ரோச் பண்ணலாம் ஆனால் கம்பல்சரி அன்பாக்சிங் பார்சல் வீடியோ இருக்கணுங்க அப்போ நான் மட்டுமே தான் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்க்கறது பல்லவன் ப்ளவுஸ் சேம் அதே டூயல் டோன் ப்ளூ கலரில் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா லைட் எல்லோ கலர் நெக்ஸ்ட் சேரீ இப்போ நீங்க பல்லுவன் ப்ளவு க்ரீன் கலர் நெக்ஸ்ட் சேரீ பார்க்குறோம் ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியதுங்க பாடியில் டாப் அண்ட் பாட்டமில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடியதாக இருக்குது பாடி ஆஃப் சேரீ மேங்கோ எல்லோவில் இருக்குது பல்லுவன் ப்ளவுஸ் pink கலரில் இருக்கு டபுள் ஷேடு ப்ளவுஸ் பார்க்குறீங்க சேரீடைய லென்த்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சிக்ஸ் டு சிக்ஸ் மீட்டர் கண்டிப்பாக இருக்குங்க லென்த்து லென்த் ஆஃப் த சேரீ வந்து சிக்ஸ் டு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் மீட்டர் கண்டிப்பாக இருக்கும் இன்க்ளூடிங் ப்ளவுஸோட ப்ளவுஸுடைய லென்த்து அதே மாதிரி தான் அபவ் சென்டிமீட்டர் தாங்க இருக்கும் வித் ஆஃப் த சேரீ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் இருக்குங்க கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் அபவ் இருக்கும் வித் ஆஃப் த சேரீ ஃபார்ட்டி இன்ச் அபவும் பாடி கலர் பாடி சாரி yellow color மேங்கோ எல்லோ பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா லைட் கலர் இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் சாரீஸ் வந்து லைட் கலராக தாங்க இருக்குது வீடியோ நல்லா பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி லைட் பிங்க் அண்டு ப்ளூ ஷேடில் இருக்குங்க ஸோ இன்னொரு தடவை அந்த பழுவன் பிளவுஸ் மட்டும் நான் வந்து திருப்பி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கலர் வந்து எக்ஸாக்டாக சொல்லிடுறேன் ஏன்னா டபுள் ஷேடுங்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குதுங்க இது எப்படி இருக்குன்னா இந்த எல்லோ வயலட் அண்டு பிங்க் எல்லாம் கலந்த ஒரு காம்பினேஷனில் இருக்குதுங்க ஸோ அது பார்க்குறக்கு எப்படி தெரியுதுன்னா பிங்க் அண்டு எல்லோ காம்பினேஷனில் இருக்குது பாடி ஆஃப் ஸாரி பார்த்துட்டிங்கன்னா மேங்கோ எல்லோலேயும் பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பிங்க் அண்டு எல்லோ காம்பினேஷன்லையும் இருந்ததுங்க நெக்ஸ்ட் சேரீ பாக்கிறோம் இந்த சேரீல பல்லுவன் பிளவுஸ் லைட் எல்லோ கலர் பாடி ஆஃப் சேரீ ப்ரௌன் கலர் நெக்ஸ்ட் சாரி பாத்தர்லாங்க இந்த சாரீஸை நம்ம வர்ணா சாரீஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் மட்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சைன் அப் பண்ணணுங்க ஜஸ்ட்டு வெப்சைட்டுக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சைன் அப்பும் பண்ண தேவையில்லை பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சைன் அப் பண்ணணுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் ஸாரி லைட் எல்லோ கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் லைட் ரெட் கலர்லேயும் இருக்குங்க இந்த sarees-ல பாத்துட்டீங்க. maximum sarees வந்து light color, light shade-ல இருக்க கூடியதுதான். first time மட்டும் buy பண்ணும்போது நீங்க sign up பண்ண போடுங்க. second time வந்து direct-ஆ நீங்க login, sign in பண்ணி நீங்க next next purchase பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பார்க்கிறது பல்லோன் ப்лауஸ் green color. body of saree sandal color. நெக்ஸ்ட் சாரீ பார்த்துடலாம் சைன் அப் பண்ணணும் அப்படின்னா மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணுங்க பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும் அண்டு ஓடிபி உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பல்லுவன் பிளவுஸ் எல்லோ அண்டு இந்த ரெட் காம்பினேஷனில் இருக்குதுங்க பாடி ஆஃப் ஸாரி ப்ளூ டபுள் ஷேடுங்க இது வந்து ப்ளூ டபுள் ஷேடில் இருக்குது நெக்ஸ்ட் ஸேரீ நிறைய பேர் வந்து லோ ரேஞ்சில் கேட்டதுனால ரெக்வஸ்ட் பண்ணதுனாலேயே நம்ம இப்போ பல்கை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெப்சைட்டில் போடுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸேரீ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஸோ இந்த சாரில வரக்கூடிய பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் சேம் கலர் தாங்க பாடி கலர் என்ன கலரோ அதே கலர் தான் ப்ளவுஸ் அண்டு பல்லு என்ன கலர்னால் வயலட் டபுள் ஷேடுங்க டூயல் டோன் வயலட் கலர் நெக்ஸ்ட் ஸாரீ பார்க்குறோம் இந்த சேரீல body of ஸாரீ green color பல்லு வந்து ப்ளூ கலர்லேயும் இந்த சேரீயில் பல்லு ப்ளூ கலர்லேயும் blouse வந்து பார்த்துட்டிங்கன்னா டபுள் டோனு அதாவது violet and yellow combination blouse, violet and yellow combination பல்லு color வந்து blue கலருங்க ஸோ இந்த க்ரீன் அண்ட் ப்ளூ காம்போ ரொம்பவுமே அட்ராக்டிவாக நல்லா இருக்குங்க நல்லா ப்ரைட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு சாரீ ஸோ நம்ம வெப்சைட்டில் இந்த லோ ரேஞ்சு சாரீஸ் மட்டும் இல்லாமல் மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அப்டூ எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா டுயல் டோன் எல்லோ எல்லோ வருங்க பாடி ஆஃப் சாரி green, இது பார்த்துட்டிங்கன்னா மகந்தி கோன் green மாதிரி இருக்கும் பாடி ஆஃப் சாரி நெக்ஸ்ட் சாரி எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கலர்ஸ் வந்து எக்ஸாக்டாக சொல்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்குங்க பழுவன் பிளவுஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கு அதாவது பிளவுஸ் வந்து pink and yellow combination பிளவுஸ் pink and yellow combination body of ஸாரி yellow கலர் next சாரி இந்த சாரியில் body of ஸாரீ green கலர் பலூன் ப்ளவுஸ் குங்குமம் ரெட் கலருங்க சப்போஸ் நம்ம வெப்சைட்டில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண தெரியல உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய வர்ணா கஸ்டமர் கேர் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா எங்களுடைய வர்ணா நம்பருக்கையும் கூட கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்கலாங்க கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு சேரி நெக்ஸ்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடியது இதில் ஃப்ளோரல் சரி யூஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் வந்தது எல்லாமே ஃபுல்லாக த்ரெட்டு தான் இப்போ இந்த சேரீயில் இந்த பேட்டர்னில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளோரல் சரி யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளவுஸ் பாருங்கள் இதுதான் ப்ளவுஸ் பேஸ்டல் ப்ளூங்க ஒரு மாதிரி லைட் ப்ளூவில் இருக்குது பல்லுவன் ப்ளவுஸ் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கனாலும் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் கலர் தான் இது வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ரவுன் டார்க் மெரூனும் நேவி ப்ளூவும் ஜாயின் ஆன கலரில் இருக்குதுங்க நான் மறுபடியும் வேணால் கலர் சொல்லிடுறேன் ஸோ இந்த பாடி கலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா மெரூன் அண்ட் ப்ளூ இந்த ரெண்டு காம்பினேஷனில் இருக்குதுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் கலர்ஸ் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியலைங்க வீடியோ பாருங்கள் ஃபோட்டோவும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ பாடி ஆஃப் சாரி நேவி ப்ளூ பல்லுவன் ப்ளவு பருங்க இதுக்கு முன்னாடி சொன்னால் அதே கலர் தான் அதாவது பாடியில் வந்த கலரே தான் இங்கே வந்திருக்கு இதுக்கு முன்னாடி சேரீயில் அதாவது மெரூன் அண்டு நேவி ப்ளூ காம்பினேஷன் பல்லுவன் பிளவுஸ் பாடியில் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு அந்த சரி பார்டரும் கூட வந்துடுது நெக்ஸ்ட் சாரீ ஒயிட் கலருங்க பாடி ஆஃப் சாரி ஒயிட் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் கிரீன் கலர் damage மட்டும் அப்படினா நம்ம வந்து பண்ணலாம். பிளவுங்கோ குவாலிட்டி கண்டிப்பா வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க இப்ப நீங்க பாக்குறது பல்லுவன் பிளவுஸ் வயலக் கலர் லைட் வயலக் கலர் body of baby pink பாடி சாரி பே பிங்க் கலர் நெக்ஸ்ட் சாரி பார்த்திப் கலர்ல இருக்குங்க பல்லுவன் பிளவுஸ் கிரீன் கலருங்க அதே மாதிரி நீங்க வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு சைன் அப் பண்ணிட்டு அகைன் அந்த சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்ரஸ் டைப் பண்ணுவீங்க அட்ரஸ் டைப் பண்ணும்போது கிளியராக அங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ என்ன கேட்டிருக்காங்களோ அது மாதிரி நீங்கள் அட்ரஸ் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஃபோன் நம்பர் இந்தியாவுக்குள்ளே அப்படின்னா டென் டிஜிட்ஸ் மட்டுமே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாலும் பெட்டராக இருக்கும் இது வந்து செக்குடு டைப்பில் இருக்குதுங்க ரன்னிங் ப்ளவுஸ் தான் ஸோ பல்லு பிளவுஸ் அண்ட் பாடி கலர் ஒரே மாதிரி தான் இருக்குது இதில் எல்லோ பிங்க்கு க்ரீன் மூணு காம்பினேஷனுங்க எல்லோ பிங்க்கு க்ரீன் நெக்ஸ்ட் சாரி இதுவும் செக்கடு டைப் இதுவும் அதே காம்பினேஷன் தாங்க பல்லு அண்ட் பிளவுஸும் அதே மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்குன்னா பல்லு அண்ட் பிளவுஸில் க்ரீன் எல்லோ பிங்க் இது வந்துருக்கும் பாடியில் அந்த கிராஸ் ஆகிறதுனால வயலட் கலர் ப்ளூ கலர் வர மாதிரி இருக்குங்க அதே கிரீன் பிங்க் அண்ட் எல்லோரு செக்குடுங்க அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியும் நிறைய கலர்ஸ் வந்து மிங்கில் ஆகிறது தான் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு கலர் வந்து கொஞ்சம் டாமினாக இருக்கும் நெக்ஸ்ட் சேரீ இந்த சேரீல Green, Pink, Violet கலரெலாம் இருக்குங்க ரன்னிங் பிளவுஸ் இந்த செக்குடு டைப்பில் வரக்கூடிய பிளவுஸ் எல்லாமே ரன்னிங் பிளவுஸுங்க இருந்தாலும் பாடி கலருக்கும் அண்ட் பிளவுஸ் கலருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் டைப் பாடி ஆஃப் சேரீ மஸ்டர்ட் எல்லோ பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ரவுன் கலரில் இருக்குது காக்கி கலர்னு light brown ப்ரவுன் பல்லுவன் ப்ளவுஸ் பாடி ஆஃப் ஸாரி மஸ்டர்ட் எல்லோ நெக்ஸ்ட் ஸாரீ நிறைய சாரீஸ் வந்து ஷோ பண்ணுறதுனால மேபி வீடியோ லென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்து செக்குடு இது ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்குங்க இதுமே ரன்னிங் பிளவுஸ் தான் இதோடைய கலர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா green and orange color mixing green and orange இருக்கும் நெக்ஸ்ட் ஸாரீ இந்த ஸாரியில் பளுவன் பிளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் கலர் பாடி ஆஃப் சாரி பிங்க் இஷ் ஆரெஞ்ச் எம்போஸ் டைப் வந்து எல்லோவில் இருக்கிறதுனால எல்லோ ஷேடும் தெரியுங்க ஸோ pink orange and yellow மூணுமே இருக்கும் நெக்ஸ்ட் சாரீ இந்த சேரீல பழுவன் பிளவுஸ் orange கலர் body of சேரீ பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலரில் இருக்குங்க இது என்ன கலர் அப்படின்னு சொல்லணுன்னா ப்ரௌன் தான் ப்ரௌனில் தான் இருக்கு இந்த சாரியில் body of சாரி blue பலூன் blouse light pink color நெக்ஸ்ட் சாரீ பாடி ஆஃப் சாரி வைலட் பல்லுவன் blouse, light brown color, சொத்திரமா சொல்கிறேங்க இந்த சாரீஸ் எல்லாமே machine made சாரீஸ் pure cotton சாரீஸ் எயிட்டி எயிட்டி காட்டன் சொல்லுவாங்க அது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாங்க ஸோ ரெகுலர் யூஸ் பண்ணும்போது லைட்டஸ்ட் ட்ரிங்க் ஆகும் நீங்கள் அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சாரில பல்லுவன் பிளவுஸ் லைட் ப்ளூ கலர் பாடி ஆஃப் சாரி கிரீன் கலர் நெக்ஸ்ட் சாரி இது வந்து ரன்னிங் பிளவுஸ் தாங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் பல்லு பிளவுஸ் அண்ட் பாடி ஆர ஒரே கலரில் தான் இருக்கும் இது வந்து ப்ளூ அண்ட் மெரூன் ரெண்டு காம்பினேஷனுங்க ப்ளூ அண்ட் மெரூன் நெக்ஸ்ட் சாரி அண்ட் லாஸ்ட் சாரி இன் திஸ் வீடியோ பாடி ஆஃப் சாரி ப்ளூ டார்க் ப்ளூ காப்பர் சல்ஃபேட் ப்ளூன்னு சொல்லலாம் பல்லுவன் பிளவுஸ் பார்த்துட்டீங்கன்னா ப்ளூ அண்ட் மெரூன் காம்பினேஷன் பல்லுவன் பிளவுஸ் ப்ளூ சாரிங்க பல்லுவன் பிளவுஸ் ப்ளூ அண்ட் ராணி பிங்க் காம்பினேஷன் எல்லா சாரியுமே உங்களுக்கு அமுச்சிட்டோம் இந்த சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா வர்ணா சாரீஸ் டாட் காம்கிற நம்ம வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுமே இருக்குதுங்க ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டியில் இந்த சாரி உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்